ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்ட டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சரி பார்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் சேரீஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ நைன்ட்டி ஃபைவ் சாரி நம்பர் டூ நைன்ட்டி ஃபைவ் பொடி ஆஃப் சேரீ ரெட் கலர் பலூன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூங்க பாடியில் வரக்கூடிய புட்டாக ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ வந்து கோல்டு ஜெரீலியும் இருக்கும் டாப் அண்ட் பாட்டமில் கோல்டு ஜெரீலாக பார்ட்ரு வந்திருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் ஏடுங்க கைத்தறியில என்ன சூவ் பண்ண பியூர் சில்க் சாரீஸ் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க்டேக் வந்துருங்க இந்த சாரியோடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சாரி நம்பர் டூ நைன் சிக்ஸ் சேம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மூணே மூணு டிசைனில் தாங்க சாரீஸ் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் பாடி ஆஃப் சாரீ கிரே கலர் பலூன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க சேம் பேட்டர்ன் தாங்க இந்த பேட்டனில் வரக்கூடிய டிசைன்ஸில் சாரீஸில் பார்த்துட்டிங்கன்னா புட்டாஸ் வந்து ஒரு ரூபா சில்வர் ஜெரீலியும் ஒரு ரூபா வந்து கோல்டு ஜெரீலியும் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம் கோல்டு ஜெரீல ஜரி பார்டர் வந்துருங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த சேரீ கிடைக்கும் சாரீ நம்பர் டூ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம் அதுவும் சாஃப் சில்க் சாரீஸ்ல போட்டுகிட்டே இருப்போம் ஹேண்ட்லூம் மேடில் கைத்தறியில் நினச்ச பண்ணால் ப்யூர் சில்க் சாரீஸில் வெரைட்டிஸ் இருக்கக்கூடியதும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி கலர் காம்பினேஷன்லேயோ உள்ளது டிசைன்ஸ்லேயோ வரும்போது நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக அப்ரோச் பண்ணி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் பழுவன் பிளவுஸு ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரி ப்ளூ ஒரே பேட்டர்னில் இருக்கிறதாங்க பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு ரவுண்டு புட்டா மாதிரி இருக்கும் அந்த புட்டாக்குள்ளே பீக்காக டிசைன் இருக்குங்க மைல் டிசைன் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி பிங்க் கலர் பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர் அதாவது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா பிங்க் அண்ட் பிங்க் தான் ஆனால் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் இந்த சாரீஸில் டசல்ஸ் போடலைங்க உங்களுக்கு டசல்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம போட்டு சென்ட் பண்ணுறோம் எல்லாமே ஃப்ரெஷ் சாரீஸ்ங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஸாரீஸ் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து தின்னா தாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீங்க சாரீ நம்பர் டூ பல்லன் ப்ளவு க்ரீன் கலர் பாடி ஆஃப் சேரீ ராணி பிங்க் கலர் இதுமே ஒரு ரோ சில்வர் ஜிரி புட்டாவும் ஒரு ரோ கோல்டு ஜிரி புட்டான் தாங்க இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் ஸேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க அப்போனா தான் எங்களால் உங்களுக்கு இந்த சேரீயை கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுவோம் அண்ட் டெலிவரிவும் பண்ணுவோம் பார்சல் உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கணுங்க ஸாரீ நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் இந்த சாரியுடைய நம்பர் த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாங்க புக் பண்ணணும் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேரீயோடைய பிக்சர் சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்பர் சென்ட் பண்ணுங்கள் பிக்சர் சென்ட் பண்ணுறதை விட நம்பர் சென்ட் பண்ணுறது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் body பாடி ஆஃப் ஸாரீ ப்ளூ கலர் கோல்டு அண்டு சில்வர் சரீலாம் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுக்குங்க உள்சுத்துக்கு மட்டும் புட்டாஸ் வராது மற்றபடி ஆல் ஓவர் பாடி புட்டாஸ் வரும் அது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியே காட்டுறோம் சாரீ நம்பர் த்ரீ ஜீரோ ஒன் பாடி ஆஃப் ஸாரி க்ரே கலருங்க க்ரே black color thread visible கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க சேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலர் கோல்ட் அண்டு சில்வர் சரீலாம் புட்டாஸ் இருக்குங்க ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சேரீமே ப்ளவுஸ் வந்து பிளைனுங்க கான்ட்ராஸ்ட்டு அதாவது முந்தானம் என்ன கலரோ அதே கலரில் தான் ப்ளவுஸ் இருக்கும் சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக 6.2 பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் அபவ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸோட ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டர் அபவ் இருக்குங்க வித்து வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பிளவுஸுடைய லென்த்து செவன்டி சென்டிமீட்டர் இருந்தாலும் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ சாரி நம்பர் த்ரீ ஜீரோ டூ இதில் பழுவன் கலர் பாடி ஆஃப் சாரி டார்க் இங்க் ப்ளூ இப்போ வரைக்கும் ஒரே பேட்டர்னில் இருக்கிறதாங்க பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு மோர் தென் டென் சாரீஸ் வந்து ஒரு பேட்டர்லேயும் உங்களுக்கு காட்டுறோம் எல்லாமே உங்களுக்காகவே ஹோல்டு பண்ணி காட்டுறோம் ஏன்னா நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் காட்டணுங்க நிறைய வேற வேற கலர்ஸ்ல காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனாலையே நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டுருக்கோம் சாரீ நம்பர் த்ரீ ஜீரோ த்ரீ பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் டபுள் இது அதாவது Green அண்ட் கோல்டன் எல்லோ அந்த ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பழுவன் ப்ளவுஸ் Royal Blue இந்த பேட்டனில் வரக்கூடிய சாரீஸில் எல்லாமே ஒரு ரோ புட்டால் சில்வர் ஜரி ஒரு ரோ புட்டால் கோல்டு ஜரீலையும் மேக் பண்ணியிருக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் இந்தியாவில் நீங்கள் எந்த ரீஜனில் இருந்தாலுமே கண்டிப்பாக எங்களால் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் நிறையா கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க சாரீ நம்பர் த்ரீ ஜீரோ ஃபோர் அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொரியர் சர்வீசஸ்லாம் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும் அண்ட் ரிலேயபுளாகவும் இருக்கும் ஒரு நண்பகத்தன்மை இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஏன்னா சில கொரியர் சர்வீசஸில் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் கொரியர் சர்வீசஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி மஸ்டர்ட் எல்லோ பளு அண்ட் பிளவுஸ் ராய் சாரி நேவி ப்ளூங்க பளு அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூ பாடி மஸ்ட் இல்லோ நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்னில் ஸேரீ நம்பர் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் ஸாரீ நம்பர் வந்து கன்டினியூஸாக வந்து நம்ம காமிச்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூயிஷ் கிரீன் பாடி ஆஃப் ஸாரி பிளாக் கலருங்க ஃபுல்லாக பிளாக் கலர் இதில் பிளவுஸ் பேக் சைட் பார்க்குறீங்க இந்த சேரீல நல்லாவே உங்களுக்கு தெரியும் சில்வர் ஜெரி புட்டாவும் கோல்டு ஜெரி புட்டாவும் இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை கிளீன் தாங்க ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சாரீ நெக்ஸ்ட்டு பேட்டர்லிங்க சாரி நம்பர் 306 ஜீரோ சிக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் காட்ட போகிறோம் அதோ த்ரீ டிசைன்ஸில் அப்படின்னு இப்போ செகண்ட் டிசைனில் ஸாரீ பார்க்குறோம் பளுவன் ப்ளவுஸ் கலர் பாடி ஆஃப் சாரி லைட் சாக்லேட் ப்ரவுன் அண்டு நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க இந்த பல்லு அண்ட் பாடி வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த கலர் ஸ்ப்ரெட் ஆகுது இது மேக்ஸிமம் ஸாரீஸில் இப்படி தாங்க வரும் மேக்ஸிமம் கைத்தறியில் நெசவு பண்ணுற சாரீஸில் பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வரும் சில ஸாரீஸில் அக்யூரேட்டாக வரும் இதுலேயுமே ஒரு ரோ சில்வர் ஜெரி புட்டாக ஒரு ரோ கோல்டு ஜெரி புட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் த்ரீ வாட்ஸ்அப் மூலமாக தான் இந்த சாரீஸ் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அதுவும் நீங்கள் மெசேஜ் பண்ணணுங்க கால் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த சாரீ கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா சாரிங்க உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் அவைலபிலிட்டி லெட்டராக சொல்கிறோம் இல்லைனா சோல்டுனா சோல்டு இல்லை அனதர் கஸ்டமர் புக்குடுனா அனதர் கஸ்டமர் புக்குடு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய கலர் க்ரே கலர் இதுலேயுமே பிளாக் கலர் த்ரெட்டு கண்டிப்பாக தெரியுங்க பழுவன் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலருங்க ஸாரீ நம்பர் த்ரீ ஜீரோ எயிட் பாடி ஆஃப் ஸாரி மஸ்டர்ட் எல்லோங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறிங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா உங்கள் மெசேஜ் ரீசன்ட் மெசேஜாக போயிடும் நம்ம எப்படி ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் மெசேஜஸ்லேருந்து அதாவது பாட்டம்லேருந்து தான் நம்ம டாப்புக்கு வந்து போய் மெசேஜ் வந்து ரீட் பண்ணுவாங்க இப்போது நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணும்போது உங்கள் மெசேஜ் டாப்பில் போயிடும் அப்போ நம்ம பாட்டம்லேருந்து வரும்போது உங்களது லாஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ந ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அகைன் அண்ட் அகைன் பண்ணும்போது உங்களுது பின்னாடி போகும்போது அப்போ இன்னும் லேட்டாக தான் மெசேஜ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் கேட்குற சாரி வந்து அவைலபிள் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸஸ் இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ body of சேரீ green color இதுமே வந்து க்ரீன் அண்டு கோல்டன் எல்லோ ஷேடில் இருக்குங்க silver and gold சரியில் புட்டாஸ் இருக்குது டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பாடருங்க 5,500 தௌசண்ட் ஃபைவ் உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கும் சாரி நம்பர் 310 ஒன் ஜீரோ பட்டு ரேட்டு அதிகமாக இந்த டைம்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்மி பண்ணி தாங்க குடுக்குறோம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் நம்ம சாரீஸ் ப்ரைஸ் வந்து என்ன போட்டுட்ருந்தோம் என்ன போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பல்லன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடிஎஃப் சாரீ ப்ளூ கலருங்க சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்டட் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் இருக்குங்க நெக்ஸ்ட்டு சேரீ 311 டபுள் ஒன் சாரீ இது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனுங்க பல்லுவன் ப்ளவுஸு ராயல் ப்ளூவில் இருக்கும் body of சாரீ ப்ளூ கலர் இருக்கும் இதுக்கு முன்னாடி டிசைன்லேயும் இதே மாதிரி வந்தது கலர் காம்பினேஷன் வந்தது இப்போ டிசைன் வேறுங்க கலர் காம்போ ஒன்று தான் பட் டிசைன் அதில் வரக்கூடிய டிசைன் மட்டும் வேறு இந்த சேரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக எப்படி சொல்கிறது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடியதுங்க ஸாரீ நம்பர் த்ரீ ஒன் டூ நிறைய பேர் வந்து இப்போ விரும்பி வாங்குகிறாங்க இந்த ஸேரீயில் பல்லுவன் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலர் பாடி ஆஃப் ஸாரீ நேவி ப்ளூங்க இது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா டார்க் இங்க் ப்ளூ கலர் மாதிரி தெரியுதுங்க டார்க் இங்க் ப்ளூ அண்ட் இது கைத்தறி புடவைகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க இப்போ இந்த சேரீலே பார்த்துட்டீங்கன்னா பிளாக் கலர் காம்பினேஷன் வருது ஸோ அதனால டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு அந்த ஹூக்ஸ் மாட்டுற இடத்துல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் கண்டிப்பாக தெரியும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்றேன் இது வந்து டார்க் கலர் அப்படிங்கிறதுனால இதில் தெரியுது இதே லைட் கலர்னா அந்த ஹூக் மார்க்ஸ் தெரியாது சாரி நம்பர் த்ரீ நிறைய பேர் இப்போது நிறைய நாலேஜ் இருக்குது கைத்தறி புடவுகள்னால் எப்படி இருக்குங்கிற நாலேஜ் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்துடுச்சு ஏன்னா நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது வேறு வீடியோவுடைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது கூட அதிலேயே வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து கைத்தறி புடவைகளில் இந்த மாதிரி இருக்கிறது யூஸ்வல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறத நானே பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பாடி ஆஃப் சாரீ ராமர் கிரீன் பளூன் ப்лауஸ் பீச் கலர் இந்த saree ல ஒரு ஒரு silver zari போட்டா ஒரு ஒரு gold zari போட்டா அதுல நடுவுல மீனா வர்க்குக்கு அந்த கலர் மாத்தி இருப்பாங்க gold ல silver லையா silver ல gold அப்படி மாத்தி இருப்பாங்க saree நம்பர் 314 இதுமே கொஞ்சம் டிஃபரண்டான கலர்ல இருக்க கூடியது தான்ங்க பளூன் ப்лауஸ் பீச் கலர் பாடி ஆஃப் saree பத்திட்டீங்கனா எக்ஸாக்டாக அந்த கலர் நெம் எனக்கு வந்து சொல்ல தெரில அதாவது இது பிளாக் கிடையாது ப்ரவுன் கிடையாது டார்க்கு பர்பிளும் கிடையாதுங்க கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ்டு கலரில் இருக்கும் நான் உங்களுக்கு அந்த த்ரெட்டு வேணாலும் காட்டுறேன் க்ளோஸாக நீங்கள் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணும்போது அதோடைய த்ரெட்டு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது கலர் இது என்ன கலர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியலங்க ஒரு மாதிரி lavender shade வருது கொஞ்சம் ஒரு மாதிரி brown ஷேடும் வருது black அந்த no 315 இது brown brown color body of பலுவன் பிளவுஸ் ராமர் கிரீன் இதுக்கு முன்னாடி ஒரு past 2 weeks வந்து கொஞ்சம் health issues இருந்ததுனால தான் எங்களால் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல எந்த மெசேஜஸ்க்குமே ரிப்ளே பண்ண முடியாமல் இருந்ததுங்க பட் இப்போ நாம் நல்லா க்யூர் ஆகிட்டோம் ரெக்கவர் ஆகிட்டோம் ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் உங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளேவும் ரெஸ்பான்ஸும் உடனே வந்துகிட்டே இருக்குங்க இப்போ பார்க்குற சாரீ ஸாரீ நம்பர் த்ரீ ஒன் சிக்ஸ் படி ஆஃப் சாரீ எல்லோ கிரே கலருங்க அண்ட் இப்போ மறுபடியும் சப்டைட்டில்ஸும் போட ஆரம்பிச்சுட்டோங்க சம்டைம்ஸ் வந்து சப்டைட்டில்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது வராது சம்டைம்ஸ் வந்து முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்டைட்டிலோடு உங்களுக்கு வந்துடும் கொஞ்சம் மேன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால தாங்க இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பிரச்சனை சீக்கிரம் எல்லாமே நாம் ரெடி பண்ணிடுறோம் சாரி நம்பர் த்ரீ ஒன் செவன் பாடி ஆஃப் சாரி எல்லோ கலர் பலன் ப்ளவுஸ் ப்ளூ கலருங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லோவும் இதுவும் சேம் எல்லோ தான் ஆனால் முந்தானையும் ப்ளவுஸும் வந்து வேறு கலருங்க டசல்ஸ் வேணும்னா மட்டும் என்ன ஆகுன்னா ஒன் டே எக்ஸ்ட்ரா ஆகுங்க டசல்ஸ் போடுறதுக்காக டைம் எடுத்து டசில்ஸ் போட்டு அனுப்புறதுக்கு 1 டே மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுங்க நம்ம போட்டு சென்ட் பண்ணுறோம் சாரீ நம்பர் த்ரீ ஒன் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 100% பர்சன்ட் பார்சல் ரிசீவ் பண்ணிடுவீங்கன்னா மட்டும் தயவு செஞ்சு புக் பண்ணுங்க ஏன்னா சில பேர் வந்து ரிசீவ் பண்ணாமல் ரிட்டன் நமக்கு வந்துடுது அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி navy blue, பலன் ப்ளவுஸ் பிங்க்குங்க இது வந்து pinkish orangeல இருக்கு, டபுள் ஷேடுங்க நம்ம என்னதான் தான் கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா charges முன்னாடியே வாங்குனாலும் ஸாரி உங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் வாங்கலை அப்படிங்கும்போது கேட்டவங்களுக்கு அது கொடுக்க முடியாமல் போயிடுதுங்க ஸோ அதனால நீங்கள் 100% பர்சன்டேஜ் வாங்குவீங்க அப்படின்னா மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க்டாக் வரும் இந்த சில்க் மார்டாக் எதுக்குன்னா இந்த ஸாரி வந்து பியூர் சில்க் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேரண்டி கார்டுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்